அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் உள்ள நாமமலைக்கு தான் போயிட்ருக்கோம் ஏன்னா இரண்டாவது சனிக்கிழமை ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அதனால்தான் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ாய ஓம்ாய ஓாய் ஓம்மா ஓம் அப்திவாய் நன ஓம் நான் வாளை எடுத்துறேன் எல்லிச்சுறானே கண்ணே